வடக்கண்பர்களே அண்ணன் வந்து குளத்துலேருந்து பெரிய மீன் பிடிச்சிருக்காரு இது ஒரு கிலோ எவ்வளோ இருக்கும்னு உங்களுக்கு தெரியுமா கண்டிப்பாக தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்